அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக கழியுக வரதனான எம்பெருமான் ஞானதன் ராஜபாலி சுவாமியை நவபாசன கட்டினால் நமக்கு வரம் நமக்கு அளித்த போகர் பெருமானின் சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் சிங்கத்துக்கு போகர் உபதேசம் செய்தல் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் விரைந்துமே நூறாண்டு சிவயோகத்தில் வெளி ஒளிபால் தனில் மனம் பிறவி போச்சு திரைந்து மே ஆண் ரெண்டும் சிலை என்று நமையின் இச்சிறக்கும் நாளில் புறைந்துமே வெகுநாளாய் பிள்ளைகள் பெற்று பெருக்கங்களாகி சிங்க கூட்டம் நரைந்துமே நமைச்சுற்றி இருந்து கொண்டு நாட்டமாய் இறைகுண்டு புசிக்கும்பாரே பார்க்கவே வெகுநாளாய் இருக்கும்போது பரிவாக அதில் தானும் ஒரு நாள் நமக்குத்தானும் ஆற்கவே ஆனந்த கண்ணீர் தானும் அருவி போல் திவளை திவளை போல் சிந்த மடியின் மேலே ஈர்க்கவே சிங்கமது படுத்திருக்க திவளைதான் சிங்கத்தின் வாயில் வீழ ஆற்கவே எழுந்திருந்து வெளித்து பார்த்து அங்கு ஆனந்த வாரியினால் ஞானமாச்சு ஞானமதாய்ப் பந்துசனந்தமையழைத்து நாதாந்த சிவயோகி தன்னை நாமும் கானமாய்க் கல் என்றே அருகு நடுஞ்சாபம் நமக்கு வரப்போகுது என்று தூனமாய் அவ்விழத்தை சுத்தி பண்ணி சுற்றிலும் தன் பிள்ளைகளை காவல் வைத்து தனமாய் தங்களுக்கு இறந்தான் பேரே சவுதரித்து சதானிந்தம் போற்றி செய்தே போற்றியே அச்சித்து அஞ்சலிதான் பண்ணி பெயரான சிவசந்தை புசித்திடாமல் தேற்றியே புழ்ச்சருகுகளை புசித்து சிவசிந்தை மறவாமல் காத்திருக்கும் ஆற்றியை இப்படித்தான் அநேக காலம் ஆட்சித்து காத்திருக்கும் நாளில் நானும் வேற்றியே விழி ஒழிப்பால் தன்னை விட்டு வெளியிலேயே மனம் தன்னை விரைந்திட்டேனேன் விரைந்திட்டு கண் விழித்து பார்க்கும் போது மிருகம் என்ற சிங்கம் நிலாம் நடுநடுங்கி அறைந்திட்டு அடி வணங்கி நிற்கும் ஆர் நீங்கள் என்று சொல்லி ஞான்தான் கேட்க திரைந்திட்ட மிருகம் என்ற சிங்கம் நாங்கள் ஷகிலரியா புத்தியினார் சிலை என்று எண்ணி முறைந்திட்ட மூர்த்தியின் பாதத்தில் நின்றோம் முதிர்ந்த கண்ணீர் திவழையினால் அறிவு உண்டாச்சே என்பது பாடல் அதன் விளக்கம் காண்போம் போக முனிவர் ஒரு சுனங்க மரத்தின் கீழ் வேட்டியை பிரித்து போட்டு தியானத்தில் அமர்ந்தார் அவருடைய மனம் வெளி ஒழிப்பால் போய் பிரம்ம நிலையில் அப்படியே தங்கிவிட்டது நாட்கள் கடந்தன ஆண் ஒன்று பெண் ஒன்றுமாக இரண்டு சிங்கங்கள் அவ்வழியே வந்தன அந்த இடம் வாழ்க்கை நடத்த ஏற்றதாக இருப்பதாக நினைத்தன ஏதோ ஒரு கற்சிலை இருக்கிறது அதுவும் நல்லதுதான் என்று நினைத்து கொண்டன அங்கேயே விலங்களை அடித்துக் கொண்டு வந்து தீந்தன அங்கேயே ஆணும் பெண்ணும் விளையாடி கலவையில் ஈடுபட்டன குட்டிகளை ஈண்டன காலப்போக்கில் அங்கு ஒரு சிங்க கூட்டமே உண்டாகிவிட்டது ஒரு நாள் ஆண்ஜிங்கம் கற்சிலையின் மடியில் படுத்து நாவில் வாயை தளவிக் கொண்டிருக்கையில் சிலையின் கண்களில் கண்ணீர் துடி ஒன்று அதன் வாயில் விழுந்தது வெளி பாலில் அனுபவித்த அளவு ஆனந்த நிலையின் காரணமாக உண்டான கண்ணீர் அது சிங்கம் திடுக்கிட்டு போய் கீழே குதித்தது சித்தர் முகத்தை பார்த்தது சித்தரின் உடலில் சட்டம் கூட சலனமில்லை ஆனால் கண்களில் மட்டும் கண்ணீர் துளிகள் சொட்டு சொட்டாக உருண்டு உதிர்ந்து கொண்டிருந்தன சித்தரின் கண்ணீர் துளியை உண்டதால் அதற்கு ஞானம் உண்டாகிவிட்டது உடனே தன் மனைவி மக்களை அழைத்தது ஐயகோ நாம் கற்சிலை என்று நினைத்தது சிலையல்ல இதோ பாருங்கள் கற்சிலை கண்ணீர் விடுமோ இது சிலை அல்ல யாரோ மகான் சமாதி யுகத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த இடத்தை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ன என்ன தப்பு தின்றாக்களை எல்லாம் இங்கேயே செய்தோ ஐயகோ ஐயகோ முடிவர் விழித்து கொண்டால் நம்மை சபிக்கப் போகிறார் என்று புலம்பியது உடனே நிலைமையை புரிந்து கொண்ட அந்த இடத்தை சுத்தப்படுத்த தொடங்கியது மற்ற சிங்கங்களுக்கும் உதவி புரிந்தன எலும்புகளும் தோள்களுமாயிருந்த அந்த இடத்திலிருந்த அசுத்தங்களை எல்லாம் போக்கி தண்ணி நறுமணப் பலர்களை கொண்டு வந்து குவித்து மங்களகராமாயிரமாக மாற்றிவிட்டன அன்று முதல் சிங்கங்கள் புலால் உணுவை வெட்டுவிட்டன ரிசைகள் உண்பதைப் போன்று காய்கினி இலை சருகளை புசித்து வாழ்ந்தன அவையும் சிவசிந்தை நெறியில் நின்றன இப்படி இருக்கும் காலத்தில் போகமொனிவர் வெளி ஒழிப்பால் பகி பதிந்திருந்த தம் மனதை நீட்டு உலகிற்கு கொண்டு வந்தார் தன் அருகிலிருந்த சிங்கத்தை பார்த்து நீ யார் என்று கேட்டார் சிங்கம் தான் விலங்காக வாழ்ந்த காலத்தில் பல தவறுகள் செய்ததையும் அவருடைய கண்ணீர் தவளை தன் வாயில் விழுந்ததால் ஞானம் பெற்று அன்று முதல் தூய வாழ்க்கை நடத்தி வருவதையும் கூறி தான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டது போகமனிவரின் நாளால் சிங்கம் ராஜகுடும்பத்தில் பிறந்து நீதியுடன் அரசாண்டு முத்தி பெற்றது இதுவரை நாம் போக முனிவரின் சிறப்புகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் பூனைக்கு உபதேசம் செய்வதை பற்றி போகமனிவர் பூனைக்கு உபதேசம் செய்வதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்